வணக்கம் இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு கால்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணோம் கால்ஸ் வரையில் பார்க்குறதுக்கு சிக்னல் மாதிரியே இருக்கும் இப்போ க்ரீன் கலரில் வந்திருக்குல்ல ஸோ இது வந்து நமக்கு ஒரு பை சிக்னலில் இண்டிகேட் பண்ணுது ஸோ நமக்கு கேண்டில்னுடைய கலர் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ பைக் ஆளுன்றனால க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை எட் ஃபார்ட்டி ஒரு என்ட்ரி பாயிண்ட் ரெண்டு டார்கெட் லைன் ஒரு ஸ்டாப்லாஸ் லைன் வந்திருக்கு ஸோ இந்த கால் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் மாறும்போது தான் கால் ஜெனரேட் ஆகும் இப்போ ப்ரியஸ் கால் பாருங்கள் செல் கால் இது நேற்று வந்தது இன்றைக்கி ஓப்பனிங் இங்கே தான் நைன் ஃபிஃப்டின் ஏப்ரல் டென்னு மண்டே மார்க்கெட் ஓகேங்களா ஸோ ஓப்பன் ஆனதுலேருந்து நமக்கு தொடர்ச்சியாக இறங்கிச்சு பட் இந்த செல் கால் எப்போ ஜென்ரேட் ஆச்சுன்னா நேத்து ஒரு 1.30, தேர்ட்டி நேற்றுனா ஃப்ரைடே மார்க்கெட் அதாவது Thursday market ஃபார்ட்டி ஒன் டூ ஃபார்ட்டி செல் பண்ணலாம் அப்படின்னு செல் கால் ஜென்ரேட் ஆச்சு ஜென்ரேட் ஆகி ஹண்ட்ரட் பாயிண்ட் டவுன் சைட் இறங்கி ஃபர்ஸ்டார்ட்ட ஒரு ஆறு நிமிஷத்தில் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு தொடர்ச்சியாக வந்தது இன்னைக்கு ஓப்பனிங்கில் இருந்து கண்டினியூஸாக பேரிஷ் மொமெண்டம் தான் அப்படியே அந்த ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லெவன் வரைக்கும் ஃபாலோ ஆயிருக்கு ஸோ நேற்று ஓப்பனான ட்ரெண்டு லெவன் வரைக்கும் சேஞ்ச் ஆகலை ஆஃப்டர் லெவன் தேர்ட்டி மார்க்கெட் லேஸாக மேலே வர ஆரம்பித்தோடனே நமக்கு இந்த சார்ட் என்ன பண்ணுதுன்னா க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் பண்ணி நீங்கள் எப்போ பை பண்ணலாம் அப்படின்ட்டு பை call ஜெனரேட் ஆகுது அந்த கேண்டில் இருந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் கலர் லைன் இருக்கலை ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ்டி ஃபோர் ஸோ அதை நம்ம என்ட்ரி பாயிண்ட் அதுக்கு கீழே ட்ரேடிங் போது ரொம்ப ஈஸியாகவே ஃப்யூச்சர் ட்ரேடர் இந்த பாயிண்ட் பார்த்து எடுத்துக்கலாம் ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்திங்கன்னா உங்களால் எந்த ப்ரீமியம் பே பண்ண முடியுதோ அந்த ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணிக்கலாம் மேல இருக்கிறதுலாம் ஃபர்ஸ்ட் டாரட் செகண்ட் டாரெட் லைன் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் டாரட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் செகண்ட் டாரெட்னு இருக்குது ஸோ கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்திங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் ஃபர்ஸ்ட் டாரெட் வந்து 41,166.17 ஒன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன்ட்டின் அதாவது ஒரு ஒன் பாயிண்ட் கிட்டே இருக்குது இந்த நூற்றி பாயிண்ட் மேலே போய் ஃபர்ஸ்ட் டாரட்டை ப்ரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சார்ட் என்ன பண்ணுதுன்னா டெய்லி ஒவ்வொரு ஒன் மினிட் கேண்டிலையும் அனலைஸ் பண்ணி அந்த கேண்டிலுடைய மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் மேலே வந்தால் பைக்கால் ஆகும் கீழே இறங்கினா செல்கால் ஆகவும் நமக்கு கால்ஸ் வரும் கால்ஸ் வரையில் பார்க்குறதுக்கு சிக்னல் மாதிரியே இருக்கும் இதை பார்த்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் மேனுவல் ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம் ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம் நீங்கள் பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹே மெசேஜ் அனுப்புங்கள் டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் கால் ஜென்ரேட் ஆகிட்டு நமக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகுது ஃபஸ்ட்டு தேர்ட்டி மினிட்ல நமக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு பட் டார்கெட்டை ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணது பார்த்தீங்கன்னா இப்போ டுவல் ட்வெண்ட்டிக்கு தான் ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டுவெல் ட்வெண்ட்டி ஃபார்ட்டி வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு கால் ஜென்ரேட் ஆன மொத ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் கிட்ட ட்ரேடிங் போனது டுவெல் ஓ கிளாக்லேருந்து தான் வால்யூம் பூஸ்டாயி மார்க்கெட் மேலே வந்ததில் ஃபர்ஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு நிஃப்டியில் ஒன் மினிட் சாட் நிஃப்டியில் லெவன் ஃபார்ட்டிக்க அப்புறம் செவன்டீன் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி வந்துச்சு வந்த பை கால் செவன்டீன் செவன் ஃபார்ட்டி த்ரீ அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபர்ஸ்டாரட் அதை வந்து நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் மேலே ட்ரேடிங் வந்து போயிருக்கு ஸோ நிஃப்டி சாட்லேயே நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கலாம் உங்களுக்கு கமாடிட்டி வேணும்னாலும் பார்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன ஸ்கிரிப்ட் வேணுமோ அந்த ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குரிய சிக்னல் வந்து உங்களுக்கு இந்த சார்ட்டில் ஜெனரேட் ஆகிட்டு வரும் அதில் வர கால்ஸ் பார்த்து நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும் ஃபார்ட்டி கால் ஆப்ஷன் இந்த கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு டூ ஹண்ட்ரட் பாயிண்டில் நமக்கு பைக்கால் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸ்டார்ட் ஆனது இப்போ நமக்கு டூ ஃபிஃப்டிக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணி போய்கிட்டு இருக்குது இந்த சார்ட்டில் நீங்கள் எந்த சார்ட் வேணுமோ என்ன ஸ்க்ரிப்ட் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதுக்குரிய சிக்னலாக நமக்கு ஜென்ரேட் பண்ணி வரும் அதை பார்த்துட்டு உங்களுடைய இன்ட்ராடேட் ரேடிங் நீங்கள் பண்ணிக்க முடியும் சார்ட்டோட பிளான் டீட்டெயில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புங்கள் டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ